வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு குட் நியூஸ் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் ஆறாயிரத்து ஐநூறு பேர் மெம்பராக சேர்ந்துருக்காங்க அதுக்காக யூடியூப் பட்டி அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பதினேழு லட்சம் பேர் இப்போ எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம் அப்புறம் உங்களுக்காக ஒரு தாலாட்டு பாட்டு போட்டிருந்தேனே கிட்டத்தட்ட நூறு பேர் பார்த்துருக்கீங்க அந்த பாட்டை பற்றி கருத்துக்களை நீங்கள் எனக்கு அனுப்புங்க ஏன்னா ஓகே இப்போ உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்கிறேன் இந்த கதையோட தலைப்பு வந்து பூனையும் நான்கு நண்பர்களும் ஒரு ஊரில் நாலு நண்பர்கள் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருந்தாங்க ஒரே வீட்டில் தங்கி என்ன பண்ணாங்க நாலு பேரும் பஞ்சு வியாபாரம் பண்ணாங்க பஞ்சை வாங்கி மொத்தமாக அதை கலெக்ட் பண்ணி அதை விற்றுட்டு இருந்தாங்க அப்படி பண்ணிகிட்டுருக்கப்போ வியாபாரம் நல்லா போய்ட்டு இருந்தது எல்லோரும் ஒற்றுமையாக நாலு நண்பர்களும் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது என்ன பிரச்சனை அந்த வீட்டில் எலி பிரச்சனை இருந்தது அந்த எல் எலி பிரச்சனைலாம் என்ன பண்ணோம் அந்த எலி அங்கங்கே போய் பஞ்சு மூட்டையே கடிச்சு கடிச்சு வச்சிடும் பஞ்செல்லாம் இழுத்து வெளியே போட்டுரும் இதனால் திடீர்னு பார்த்தா வீடு கூட பஞ்சாக நிறைய இவங்களுக்கு நஷ்டம் வந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்ருக்கப்போ நம்ம ஒரு பூனையை வளர்க்கலாமே அப்படின் சொன்னாங்களாம் சரின்னு போய் இவங்க என்ன பண்ணாங்க நாலு பேரும் ஒரு பூனையை வாங்கிட்டு வந்தாங்க அந்த பூனைக்கு பால் தயிர் சோறு நெய் என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து நல்லா கொழு குழு கொழுன்னு அந்த பூனையை குண்டு குண்டு குண்டுன்னு வர நல்லா வளர்த்துட்டாங்க அந்த பூனையை என்ன பண்ணுச்சே நல்லா சூப்பராக நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ராஜாம இருந்தது எலி எப்படிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது படுத்துக்க வேண்டியது இதுதான் அதோடய வேலை இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க திடீர்னு இந்த பூனை வாங்கி ஒரு வருஷம் ஆகுது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த பூனைக்கு ஆள் ஆளுக்கு செய்வோம் அப்படின்னு நாலு நண்பர்களும் பேசிவிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ மொத்த பூனைக்கு நாலு கால் இருக்குல்ல ஆளுக்கு ஒரு கால் எடுத்துக்குவோம் நான் வந்து ஒரு காலில் வெள்ளி கொலுசு மாட்டுறேன் நான் ஒரு காலில் தங்க கொலுசு மாட்டுறேன் இன்னும் ரெண்டு காலும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஜாமான் வாங்கி மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுறாங்களாம் எப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சு இந்த பூனை வந்து அப்படி போகிறப்போ ஒரு இடத்த தடுக்கி கால் தடுக்கி கீழே விழுந்துடும் உளுந்த உடனே அந்த ஒரு காலில் அடிபட்டுரும் அடிபட்டோன்னா அந்த கால் சொந்தக்கார நண்பர் என்ன பண்ணுவான் அதில் ஒரு மருந்தை வச்சு துணியை வச்சு கட்டி எண்ணெயை வச்சு தொட்டு கட்டி அந்த அந்த பூனைக்கு காலில் கட்டி விட்டுருவோம் அந்த ஒரு கால் வந்து அந்த பூனைக்கு நொண்டி நொண்டி மற்ற மூணு கால் தான் நடக்கும் இப்படி இருக்கிறப்போ அந்த பூனை என்ன பண்ணுச்சு ஒரு நாளைக்கு இந்த பஞ்சு கிட்டே போகிறப்போ பக்கத்தில் ஒரு விளக்கு இருந்தது அந்த விளக்கில் இந்த துணிப்பட்டு அந்த தீ பிடிச்சி பஞ்சு மூட்டை பூரா எரிஞ்சு போச்சு பஞ்சு மூட்டை எரிஞ்ச உடனே எல்லோரும் ஓடிந்தது ஐயோயோ பஞ்சுலாம் எரியுது பஞ்செலாம் எரியுது அப்படின்னு நாலு நண்பல்லாம் என்ன பண்ணாங்க அந்த தீ அணைச்சிட்டு நீதான் பொறுப்பு நீ தான் பொறுப்பு நீ தான் பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுட்டுருந்தாங்க அந்த நாலு பேரும் ஒற்றுமையாக இருந்தது என்னாச்சு ஒற்றுமையாக பிரிஞ்சு போச்சு நீ தான் கஷ்டம் ஒன்றால தான் கஷ்டம் வந்தது ஒன்றால்தான் கஷ்டம் வந்தது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கடைசியில் சரி நம்ம ஒரு ஆளை பார்த்து இதுக்கு நீதி கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பெரிய நியாயமான் ஒரு நீதி சொல்கிறவரை பார்த்து ஸோ கேட்டாங்களாம் ஐயா இந்த மாதிரி நடந்துருக்கு ஏன் என்னோடய காலில் வந்து கட்டு போட்டுந்த மிச்ச மூணு பேர் காலையும் அந்த பூனை நடந்தது அதனால அந்த மூணு பேரும் என்ன என்னோட துணி சுத்தின காலினால்தான் நஷ்டம் வந்தது நீ தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் என்ன கேட்குறாங்க யார் நஷ்டத்தை நீங்கள் தான் நீதி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரான் உடனே அந்த நீதிமான் என்ன சொன்னாரே இந்த பாருங்க இவ்வளோ நாள் ஒத்துமையாக இருந்தீங்க பணம்னு வந்த உடனே ஆளாளுக்கு பிரிஞ்சு போக பார்க்குறீங்களே தப்பு நியாயப்படி பார்த்தா அவன் ஓ நண்பர் ஒரு நண்பரோட காலில் துணி சுற்றி இருந்தால் அவர் காலு அந்த பூனையோட காலு நொண்டியாக இருந்ததுனால அதால் நடக்க முடியாது மற்ற மூணு கால்னால்தானே அது நடந்திருக்கு அதனால் மிச்சம் இருக்க மூணு பேர் மொத்த பணமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதை கேட்ட உடனே ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் நாங்கள் நாலு பேருமே சம பங்காக பிரிச்சுக்கிறோம் நஷ்டத்தை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கிறோம் அந்த ஒருத்தர் மேலே மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் கடைசியில் என்னாச்சு நாலு பேரும் அந்த நஷ்டத்தை சமமாக பங்கு பிடிச்சிக்கிட்டு இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம் இதுலேருந்து என்ன தெரியுது ஒற்றுமை வந்து எப்போவும் ஒற்றுமையாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது ஒரு விட நம்ம பிரிஞ்சு போயிட்டா திரும்பி சேர்றது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் பணத்தினால சண்டை வந்து வச்சுக்கோங்க திருப்பி ஒன்று சேர்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் இருக்கும் சண்டைப்பட மாட்டீங்கல்ல எல்லோரும் கூட ஒற்றுமையாக தானே இருப்பீங்க ஆ வெரி குட் எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள்லாம் பாலகீதோட செல்ல குழந்தைகள் இல்லையா ஓகே சரி இந்த கரை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்கள் சேனலில் எழுதி அனுப்புங்க அப்படியே என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் உங்கள் நண்பர்கள்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்டு விளைவிடுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழின் கவித் தல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் வாய்